கடவுள் எனக்குள்ள இருக்கிறாரு ஞானகுருன்றாரு மனமே குரு அப்படி வச்சுப்போம் நம்ம ஆரம்பத்துல ஏபிசிடி மட்டும் இப்ப நம்ம சொல்லி தரோம் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு காலகட்டத்துக்கு மேல ஏபிசிடியை வச்சு எப்படி பண்றது எப்படி சென்டென்ஸ் நான் சென்னையில இருந்து பேசுறேன் பரம்பரோ யோகம் தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்ததுன்னா ஒரு பிளே க்ரௌண்டில் நான் விளையாடுறேன் ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக விளையாடுறேன் ஃபுல் எஃபர்ட் போட்டு விளையாடுறேன் ஆனால் எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிது என் கூட விளையாடுற பிளேயர்ஸ் என்னை நான் கோ வின் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஆனால் எல்லோரும் என்னை அவமானப்படுத்துகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை யாரோ பாராட்டப்படுறாங்க ஏன் இப்படி நடக்குது என்ன என்ன திருப்பி திருப்பி எஃபர்ட் போட்டு விளையாடுறேன் கீழே விழுகிறேன் ஒன்றுமே புரியாமல் விளையாடிக்கிட்டே இருக்கேன் அப்போது என்னோடய ஏரியாவில் புதுசாக குடி வந்த ஒருத்தர் சொல்கிறாரு உங்கள் பிளே கிரவுண்டில் விளையாடுறது ஃபுட்பால் கேம்மா அதோடய ரூல்ஸ் இது அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்க்கும்போது தெரியுது அடாடா ஃபுட்பால் கேமில் நான் பாலை கையில் எடுத்திருக்கேன் சேம் சைடு கோல் போட்டிருக்கேன் ஆப்போசிட் டீமுக்கு பால் பாஸ் பண்ணியிருக்கேன் என்னென்ன தப்புலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு புரியுது அப்புறம் நான் அந்த கேமை சரியாக விளையாட கற்றுக்கிட்டு சேம் பிளே க்ரௌண்ட் அதே பிளேயர்ஸ் இப்போ போய் தெளிவாக விளையாடுறேன் என்ன அழகாக இருக்குது முன்னாடி முட்டி மோதி பிளேயர்ஸ்க்கு நடுவில் ஓடுறேன் அது என்ன கேம்னே புரியாமல் விளையாடுனதுக்கும் இப்போ விளையாடும் அந்த கேமை அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளையாடுறேன் அங்கே நான் வின் பண்ணுறேனாங்கிறது மேட்ரு இல்லை ஆனால் நான் விளையாடி முடிக்கிற அந்த கேம் ஃபுல்லாகவும் நான் என்ஜாய் பண்ணுறேன் இப்போ என்னோட லைஃப் அப்படிதான் இருக்கு குருவே சரணம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் கடவுள்ன்றவரும் எனக்குள்ளே இருக்கிறாரு ஞானகுருன்றவரும் எனக்குள்ள இருக்கிறாரு இவரை பார்க்குறதுக்கு நீ யார் ரனியது கிடா புரோக்கரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கும் சில பேர் இதை டீசெண்டாக கேட்குறீங்க சில பேர் ஓப்பனாலாம் கமெண்ட் பண்ணுறீங்க ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் இதை விளக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது இந்த விளக்கம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பயணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு குழந்தை பொறுத்துது ஒரு குழந்த பிறந்தாலும் கூட அதுக்கு ஆரம்ப கால கட்டத்தில் காலகட்டத்தில் ஏ பி சி டி சொல்லி தர யாரோ ஒருத்தர் வேணும்ல அடிப்படையை சொல்லி தருவதற்கு நிச்சயமாக யாரோ ஒருவர் நிச்சயமாக வேணும் தானே இங்க போக கூடாதுப்பா இது சரிப்பா இது தவறுப்பா இப்படி பண்ணணும்ப்பா இதை பண்ணணும்பா ஏபிசிடினு இப்படித்தான் பாருக்கோம் இப்படித்தான் பாருக்க அடிப்படையை சொல்லி தருவதற்கு யாரோ ஒருத்தர் வேணும் அதுக்கு அவங்க பேர் நீங்க குருன்னு வைங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வழிகாட்டின்னு வைங்க இல்ல உபதேச குருன்னு வைங்க இல்ல ஞானம் என்னமோ நீங்க பேர் வச்சுக்கோங்க அது எனக்கு பிரச்சனை கிடையாது டீச்சர்னு வைங்க என்னென்னமோ நீங்க வச்சுக்கோங்க ஆனால் ஆரம்பத்திற்கு உங்களுக்கு அந்த அடிப்படையை சொல்லித் தருவதற்கு யாரோ ஒருத்தர் வேணும் தானே என்ன ஏதுன்னே தெரியாம இதுதான்ப்பா மேட்ரு இப்படிதான்ப்பா பயணம் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டுனா அப்புறம் உங்களுக்கு அவர் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நீங்க அந்த பயிற்சியை ரெகுலரா நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களது மனமே குருவாக செயல்படுதுதான் சிவானந்த பரவம் சார் என்ன சொல்றாருன்னா அன்பே சிவம் அவசியம் ஆரம்ப காலகட்டத்திற்கு ஆனால் அவர் கடவுள் கிடையாது கடவுள் என்பவர் உங்களுக்குள் தான் இருக்கிறார் அந்த அடிப்படையை சொல்லி தரும் போது பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஆரம்பத்தில் ஒரு காலகட்டத்துக்கு மேல பண்றது எப்படி சென்டென்ஸ் அப்புறம் வந்து எப்படி ஸ்டேட்மெண்டா மாத்துறது எப்படி மாற்றுவது என்பதெல்லாம் வந்து இது உங்க தெளிவுல வரும் இதெல்லாம் உங்களுடைய புரிதல்ல இறைவனுக்கு உங்களுக்கு உண்டான கனெக்ஷன்ல வரும் ஆனா ஆரம்பத்துல இதுதான் ஏன் இதுதான் அப்படின்னு சொல்லி தர யாரோ ஒருத்தராது வேணும்ல சோ உங்க பாஷையில சொல்லணும் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கடவுளை பாக்குறதுக்கு புரோக்கர் என்பது நிச்சயம் அவசியம் ஏன்னா அவங்கதான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புரோக்கர் உங்களுக்கு அவசியம் கிடையாது அது வரைக்கும் அவங்களோட உபதேசத்தை கொஞ்சம் ஈர்க்கமா புடிச்சுக்கணும் ஏன்னா நீங்க டைவெர்ட் ஆக வாய்ப்பு நிறைய டிவியேட் ஆவீங்க உலகம் ரொம்ப பெருசா இருக்கிறனால மாயில போய் சிக்கிப்பீங்க மனம் உங்களுக்கு அவ்வளவு பக்குவப்பட்டிருக்காது எதையா போய் டக்கு டக்குன்னு லாக் ஆயிருக்கீங்க நீங்க யாரை ரொம்ப நேசிச்சிங்களா அவரே வெறுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு நல்ல உபதேசம் பண்ணவங்களே கல்வி கழிவு ஊற்றுறது கூட வாய்ப்பு உங்களுக்கு ஏன்னா உங்க மைண்ட் அப்படிதான் செயல்படுத்தும் மைண்டை சாதாரண நினைக்காதீங்க எழுபத்தி ரெண்டாயிரம் ஒரு நாளைக்கு அறுபதாயிரத்துல இருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் தாட்ஸ் சயின்டிபிக்லி ப்ரூவ் சாதாரண விஷயமா சோ இறைவனை பார்ப்பதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் அந்த உபதேசம் செய்யும் அந்த நபர் என்பவர் அவங்களுக்கு பேரு நீங்க என்ன வேணாலும் வச்சுங்க தப்பே கிடையாது அதை நாங்க எடுத்துக்கவே போறது கிடையாது அது அடுத்த நிலையில் நீங்கள் வரும்போது அவர் உங்களுக்கு அவசியம் கிடையாது உள்ளே இருக்கும் ஞான குருவானவர் உங்களுக்கு உங்களை அதற்கப்புறம் வழி நடத்தும் நன்றி வணக்கம் பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள் அதன் பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்திருக்கோம் பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கோம் மரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு நன்படையாக நீங்கள் அனுப்பும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க அனுப்பும் இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்கள்கிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாக கொடுங்கள் ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூரில் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக நன்றி வணக்கம்